நோட கம்ஃபர்ட் ஸோன் ஜெனரலி ஒரு கான்வர்சேஷன்ல தான் நாம மீட் பண்ண இன்னோர் ஆக்டிங் ஹரிஷ் கல்யாண் ஹோட்டல்ல தான் நாம மீட் பண்ணுவோம். இது ஒரு பாரிய ஹோட்டல்ல அந்த ஒரு ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன்ல இருந்து காடி தான் நாம மீட் பண்ணுறோம். இந்தெல்லாம் ஷூரா போர் மாட்டாங்க. போர் மாட்டாங்க.